அஸ்லாம் வலைக்கும் மா நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வரலாற்றை பற்றி நாம் இன்று பதினேழாவது நாளாக இன்று சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் நபிகள் சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகையை நடத்திவிட்டு வேகமாக வெளியேறினார்கள் சற்று நேரத்தில் பள்ளிவாசலுக்கு திரும்பி வந்துவிட்டார்கள் ஒரு நாளும் இல்லாமல் நபியவர்கள் வேகமாக புறப்பட்டு சென்றதையும் உடனே திரும்பி வந்ததையும் தோழர்கள் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள் தோழர்களின் முகபாவனையை அறிந்து கொண்டு நான் ஏன் அவசரமாக சென்றேன் தெரியுமா என்று அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பிவிட்டு நபியே பதில் சொன்னார்கள் அரசு கரூரத்துக்கு சொந்தமான வெள்ளி கட்டி என் வீட்டில் இருந்தது அதை ஏழைகளுக்கு விநியோகம் செய்யுமாறு குடும்பத்தாரிடத்தில் தெரிவித்துவிட்டு வந்தேன் என்று சொன்னார்கள் இது புகாரில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹதி உள்ளது ஏன் இப்படி செய்தார்கள் மரணம் எந்த நேரத்திலேயும் ஏற்பட்டு விடலாம் ஏழைகளுக்கு சொந்தமான வெள்ளி வீட்டில் வைத்துக்கிட்டு மரணித்து விட்டால் குடும்பத்தினர் அதை தமக்குரியதாக கருதிவிடக்கூடும் அவ்வாறு கருதிவிடக்கூடாது என்று அஞ்சி அவசரமாக புறப்பட்டு சென்று அது பொது சொந்தமானது என்று கூறிவிட்டு திரும்பியிருக்கிறார்கள் எனது படுக்கையில் ஒரு பேரிச்சம் பழம் விழுந்து கிடப்பதை கண்டிருக்கிறேன் அது ஜக்காத்து நீதியை சார்ந்ததாக இருக்குமோ என்ற அச்சம் இல்லாவிட்டால் அதை நான் சாப்பிட்டிருப்பேன் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு நபிகள் நாயகத்தின் வீடு பள்ளிவாசலோடு ஒட்டி அமைந்திருந்தது பள்ளிவாசலில் குவிக்கப்படும் ஜகாத் நிதிக்கு சொந்தமான பேரித்தம் பழங்களில் ஒன்று ரெண்டு நபிகள் நாயகத்தின் வீட்டுக்குள் வந்துவிடும் பொது நிதியை சார்ந்ததாக அது இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்தால் கூட அதை தவிர்க்கும் அளவுக்கு பேணுதலாக நபி இருந்திருக்கிறார்கள் இதைவிடவும் உயர்வான மற்றும் ஒரு அவர்கள் வெளியிட்டார்கள் நான் ஆட்சியில் இருக்கும்போது மட்டுமல்ல என் மரணத்திற்கு பிறகு எந்த ஆட்சி வந்தாலும் அரசு கருவூரத்தின் ஜக்காத்து நிதி ஆதாரம் என் வழி தூண்டல்களுக்கு தடை செய்யப்படுகிறது இந்த தடை உலகம் உள்ளளவு நீடிக்கும் என்பதுதான் அந்த பிரகடனம் இன்று கூட நபிகள் நாயகத்தின் வழி தூண்டல்களாக இருப்பவர்கள் எந்த அரசிலும் ஜக்காத்து நிதியை பெறுவதில்லை முஸ்லீம் நாடுகளில் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை இஸ்லாமிய சட்டப்படி நபிகள் நாயகத்தின் குடும்பத்தினர் ஜக்காத்து பெறுவதும் அவர்களுக்கு ஆட்சியாளர் வழங்குவதும் குற்றமாகும் இன்ஷல்லா நாளை பார்ப்போம் அலைக்கும்